வணக்கம் கலைச்சல்வி பயன்படுத்தணும் எப்படி கிளென்சிங் எனர்ஜைஸ் பண்ணும் அது எதுக்கோ சொல்லறோம் அப்படின்றத ஒரு விஷயம் இருக்குங்க பிரபஞ்ச சக்தி இந்த யூனிவர்சிலிருந்து வரக்கூடிய சக்தி தெய்வீக சக்தி வருதே கிரௌன் மூலியமா உங்களுக்கு வருதுங்க அதை நம்ம எப்படி கிளின்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டப் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டப்பில் நல்ல தண்ணியும் உப்பு தண்ணியாக வச்சுக்கோங்க அதில் ஒரு கை அளவுக்கு கல்லுப்பு அதில் டிப் பண்ணி கலக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அதை குளிச்சுருங்க தலை ஃபுல்லாக குளிச்சுருங்க குளிச்சு முடிச்சுட்டு தலையெல்லாம் காய வச்சுட்டு எனர்ஜைசிங் டெக்னிக் இப்போ எனர்ஜைசிங் எப்படி பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் சில பேர் வீட்டில் மயிலிறகு இருக்கும் அந்த மயிலிறகு வச்சு பழங்காலத்தில் நிறைய பேர் ஹீலிங் டெக்னிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மயிலருக வந்து உங்க தலைமையில கொஞ்ச நேரம் வச்சிருங்க அந்த எனர்ஜி அப்சர்வ் ஆகும் அதுக்கப்புறம் ஆயிடுவீங்க நல்ல எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க அந்த டே ஃபுல்லாவே